ஹெக்ச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ந அடுத்த எதாவது சாங் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லீவ் வித் கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வித் தேங்க்யூ